மறை களிமா முழிந்திடவாரி திருமதி பெருமா ந அவதாரம் ஹாயிலா diranum palargal <laughs> arapi udi வர்கள் அரபி ஓதிடணும் நம் செல்வர்கள் அரபி ஓதிடணும் தீர்மறை களிமா மொழிந்திடவாயே திருநபி பெருமா நவதாரம் மோதிடணும் தீன்மறை களிமா மொழிந்திடமாயிர் திருநபி பெருமா நாம் தச ந வலிவு செல்ல அல்லாவுடைய நல்லடியார்களே இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சரித்திர வரலாறு ஆகக்கூடியது அருமநாயக ரசூலேக்கரையும் சல்லுல்லாகுல்லும் இந்த உலகத்தில் அவதாரமான ஒரு சரித்திரத்தை பற்றி சிறப்பாக சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்க இருக்கின்றோம் ஆகையினால் அனைவர்களும் இருந்து சிறப்பாக கேட்டு செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு சரித்திரத்தை சொல்ல துவங்குகின்றோம் ஆதிபெரிய ாம் பாட மல்லிகை மகத்து பச்சை பாசங்க மடும் இருக்கின்ற சொல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமையை அல்லாஹு அதை கண்ணிய பிடித்து வைத்திருக்கின்றால் முதன் முதலாக இந்த உலகத்தில் அதாவது புனிதமான ஒரு ஆலயத்தை ஆண்டவன் தோற்றிவிட்டது பள்ளிவாசல் இருக்கக்கூடியது திரு மக்கமா நகரம் இன்னும் அந்த திருமக்கம்மா நகரத்தில் அரபா என்று சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சென்று ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் திருமக்கம்மா நகரம் நபி இஸ்மாயில் அலிசுலாத்து வல்லாம் அவர்களுடைய காலனியில் நின்று எழுந்த அபு ஜம் என்று சொல்லக்கூடிய கிணறு அமைந்திருப்பது நகரம் சுருக்கமாக சொன்னால் நம்முடைய அருமநாயகர் அசுரேகரின் சல் அல்லாஹூ அலி வசல்லம் பிறந்த ஒரு புண்ணிய பூமியாக இருக்கும் சிறப்பு வாய்ந்த மக்கம்மா நகரம் ஆகவே அப்ப சிறப்பு தங்கி அந்த மக்கமா நகரத்தில் அப்துல் முத்தலீப் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்து ஜீவித்து வருகின்றார்கள் குரசியினுடைய தலைவராக இருந்து வாழ்ந்து வருகின்றார்கள்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 இன்னும் நம்முடைய அருமநாயகத்தை அவதாரமாக்க வேண்டும் என்று முதன் முதலாக பாபா ஆதம் அலி சலாத்துலாம் அவர்களில் நின்றும் இன்னும் அவர்களுடைய சந்ததியின் வழியாக ஐம்பத்தி தலைமுறையிலே அப்துல்லாவுடைய நெத்தியிலே அருமநாயகத்தினுடைய அந்த நூறு ஜலாலியத்தின் சொல்லக்கூடிய ஒளிவை முத்தாக அமைத்து வைத்திருந்தார் அப்துல்லாவுடைய நெத்தியில் முத்தாக இருக்கின்ற அந்த பேரொழிவாக கூடியது அப்துல்லாவுடைய அழகையும் ஒளிமையும் தெளிமையும் பற்றி சொல்ல வேண்டுமேனால் சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு பெரிய அழகோடு ஒளிவோடு தெளிவோடு இருக்கின்ற அப்துல்லா அவர்களுக்கு கலியாணம் முடிக்கக்கூடிய ஒரு வயது வந்ததும் மதின மக்கம்மா நகரத்தில் வாழக்கூடிய பெரும்பெரும் குடும்பத்தை சார்ந்த பெரிய பெரிய செல்வம் கிடைத்த சீமான்குடிய மக்கள்களெல்லாம் அப்துல்லாவுக்கு வாழ்க்கை பெற வேண்டும் என்று எண்ணி இருக்கின்ற காலம் தன்னுடைய மகன் கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு வயது வந்ததும் ஆனால் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று மதினமா நகரத்துல பாரம்பரியமான குடும்பத்தில் ஒரு பெண்மணியாக விளங்கிக் கொண்டிருக்க ஏக பத்தினித்தன்மை பொருந்தியா ஆமினா என்று சொல்லக்கூடிய அருமை பெண்மணி அவர்களை தன்னுடைய மகன் அப்துல்லா அவர்களுக்கு மனம் முடித்து முறையில் அழைத்து கொண்டு வந்து மக்கமா நகரத்தில் அப்துல்லாவும் ஆமினாவும் இரண்டு பேர்கள் ரொம்ப சிறப்பான முறையிலே வாந்தி வாழ்கின்ற காலம் மாதிரி அவர்களை அவதாரமாக்க வேண்டும் என்று யாரை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றே ஆனார் நான் அவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய ஜிப்ரில் அவர்களை அழைத்து அல்லா சொல்லுகின்றார் இந்த உலகத்தின் கண்ணில் தாயுடைய கர்ப்பத்தில் என்னுடைய ஹபீபாகுல்லும் அவர்களை நான் கருவாக உருசெய்யப் போகின்றேன் அவர்களை கர்ப்பத்தில் தரிபானாக்க வைக்கப் போகின்றேன் ஆகையினால் இன்று நீங்கள் எரியக்கூடிய ஏழு நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொர்குலோகங்களையும் அலங்காரம் செய்து நீங்கள் வாத்து கூறக்கூடிய முறையிலே சந்தோஷமாக கொள்ளுங்கள் என்று அவ்வாஹு உத்தரவு கொடுக்கின்றார் அதன்படி எரியக்கூடிய ஏழு நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொர்குலோகங்களையும் தானே அலங்காரம் செய்து வானவர்களும் அமரோர்களும் மலாயக்கத்துமார்களும் ஊரிலியர்களும் சிறப்பாகிய அந்த ஒரு நாளை அப்படி இருக்க உலகத்தின் கண்ணில் அப்துல்லாவும் ஆமினாவும் அவர்களுடைய அரண்மனையிலே நித்திரியாக கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹு ஜல்லசான ஆண்டவன் அரும நபியை எந்த மாதத்தில் வைத்தார் என்பதை புலவரப்பா நாகரும் கவி மகான் அவர்கள் ஒரு கவியிலே சொல்லி காட்டுகின்றார்கள் அருமநபி ஜனித்ததை பற்றி என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் முதல் செய்தி வெள்ள முதல் செய்தி வெளியூங்கி துளங்கி மங்கையா நிர் தாரித்தது வந்து அருமை நம்பியவர்களை தாயுடைய கர்ப்பத்தில் பரிபாடாக்கி வைத்த ஒரு நாளை அப்துல்லாவுடைய நெத்தியிலே முத்தாக இறங்கிக் கொண்டிருந்த அந்த பேரொழிவை தாயாகி ஆமிரம்மாவுடைய கிர்பாசனத்தில் அல்லாஹூ தரிபாடாக்கி வைக்கின்றார் அப்படி தரிபாடாக்கி வைத்தி இரவு ஆ மினா நித்யாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்பா நாயின் சொல்லுகின்றார்களே ஆனால் அதிபிதான் கனவில் வந்து அவர்களை நன்மாராயம் கூறி வாழ்த்தி சொல்லுகின்றார்கள் ஆவி நபி இந்த நபியை படைக்கவில்லை என்று சொன்னால் இறைவன் எதையுமே படைத்திருக்க மாட்டான் அப்படி படைப்பினங்களுக்கு எல்லாம் மூலப்பொருளா உடைய நபி உங்களுடைய வயிறு ஆண்டவன் பரிபாடாக்கி வைத்திருக்கின்றான் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக திருநாமும் வைக்க சொல்லி மொழிந்திடும் அந்த குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி மறைந்தார்கள் இந்த கனவை கண்டாமினா பதறி மொழி கணவரை எழுப்பி தான் கண்ட கனவான சந்தோஷமான கணவருக்கு சொல்ல அவர்களும் கேட்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டவர்களாக இறைவனை போற்றி புகழ்ந்தவர்களாக இருந்து ஜீவித்து வருகின்றார் திருமக்கம்மா நகரத்தில் முதல் மாதம் அருமை நபி வயிற்றே தனித்து ஒரு மாதம் நிறைவு பெறுகிறது அதுபோன்ற மாதம் ஆமினம்மா அவர்களுடைய அரண்மனை எல்லித்திரையாக கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய மினாமியத்தில் யார் வந்தவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகிறார்களே திரி சின்ன கனவில் வந்த இதாக ஒப்பற்ற ஒரு என்பதாக பேசுட்ட வேண்டும் என்று சொல்லி நம்பி அலை சலாத் வலாம் அறிந்தார்கள் இந்த கனவை கண்டு அவர்கள் மிக்க மகிழ்ச்சி கொண்டு கணவருக்கு சொல்லி சந்தோஷமாகி மக்கம்மா நகரத்திலே வாழ்ந்து வருகின்றார் இரண்டு மூன்றாவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று அம்மாவாக கூடியவர்கள் உடையரமனையில் பக்தி நீயார் அம்மாவில் நித்திரையா நித்திராகி கொண்டிருக்கும் போது யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றார்களையான கனவில் வந்து உண்மை இனிய மொழி பேசுகின்ற இனிதாக சொல்லிடுவார் பேசுவார்களால் இனிமையான மொழிகளாக இருக்குமாற்ற இனிய மொழி பேசுகின்ற ஆமீனாவுக்கு நபி அலிசலாத் மூன்றாவது மாதத்தில் மினாமியத்தில் தரிசனமாக சொல்லுகின்றார் ஆமினாவே தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தனிபாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை இந்த பிள்ளையாக கூடியதே பெயர்கொற்ற ஒரு பிள்ளையாக இருக்குமே இன்னும் இந்த உலகத்தின் கண்ணில் அவர்கள் சத்திய சன்மார்க்கும் என்று சொல்லக்கூடிய நாலாவது வேதத்துக்கு நபியாக இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகம்மது என்பதாக பேசூட்ட வேண்டும் என்று சொல்லி நபி நூஹாத்துலாம் அடைந்தார்கள் அது கண்ட ஆமீன் அம்மா தன்னுடைய கிணவருக்கும் சொல்லி சந்தோஷமாக இருக்கின்றார்கள் தாயுடைய கருப்பத்திலே மூன்று மாதம் அருமநபி அமலாக இருக்கின்றார் மூன்று மாதம் நிறைவு பெறுகின்றது நான்காவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று அவர்களுடைய அரமனையில் நித்திரியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மா நயம் கூறுகின்றார்களே ஆனால் கனவில் வந்து இனிதாக தோன்றி வாழ்த்து கூறி சொல்லுகின்றார் ஆமினாவே தான்குடைய வயிற்றிலே ஆண்டவன் தனிபாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தைற்ற ஒரு குழந்தையாக இருக்குமே ஆனால் இந்த உலகத்தின் கண்ணில் என்று சொல்லக்கூடிய வேதத்துக்கு நபியாக இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார்கள் நேர்வழி காட்டக்கூடிய நபியாக இந்த உலகத்தில் அவதாரமாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் பிறந்தார் அவர்களுக்கு நீங்கள் முகம்மதி என்பதாக பேசூட்ட வேண்டும் என்று சொல்லி மறைந்தார்கள் அது கண்டு ஆமினா சந்தோஷமாகி எழுந்தார்கள் கணவருக்கு சொன்னார்கள் அது கேட்டு அவர்களும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது மாதம் நிறைவு ஐந்தாவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் ஆனால் வாழ்த்து கூறுகின்றார்களே ஆனால் இசுமாயில் நபி அவர்கள் வந்து அவர்கள் எப்படுவார் அமீரத்தில் ஆமினாவே தாங்குடைய வயிற்றில் ஆண்டவன் தரித்து வைத்திருக்கின்ற இந்த குழந்தையை பெயர் கொடுத்தவர்களாக இருக்குமே இவர்களுக்கு பின்னால் நபி கிடையாது கடைசி நபி தீர்க்கத்தரசி அல்லமி நம்பிக்கைக்குரியவர்களாக சாந்தமுடையவர்களாக சத்தியமுடையவர்களாக பொறுமையுடையவர்களாக ஆண்டவனின் அவர்களை பிறக்கச் ஆகையினால் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகம்மது என்பதாக பெயர் வேண்டும் என்று சொல்லி நபி இஸ்மாயு அலிஸ்லாத்துலாம் அறிந்தார்கள் இந்த கனவை கண்டாமினா எழுந்து கணவருக்கு சொல்லி சந்தோஷமாக இருக்கும் போது அவர்களுடைய வயிற்றிலே அருமநபி ஐந்து மாத அமல் அப்படி ஐந்து மாத அமலா இருக்கும் போது அந்த வளை காப்பு உடுத்துவது பழக்கமாக இருந்திருக்கின்ற ஆமினாவுடைய தாய் வீட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் மக்காவுக்கு வந்து சூழிக் காப்பு உடுத்துவதற்காக வேண்டி இன்னும் ஆமினாவை ஆமினா அவர்களை நல்ல விதமாக அவர்களை நீராட செய்து வயர்தரமான புத்தாடைகள் உடுப்புகளை எல்லாம் எடுத்து உழ்த்தி இன்னும் அவர்களுக்கு சூழிகாப்பு வளை காப்பும் தரித்து இன்னும் அவர்களுத்த பெண்மணிகள் எல்லாம் அலங்காரம் அம்மா அவர்களை எங்கே அழைத்து போகின்றார்களே அன்றைய நாளையில் மக்கம்மா நகரத்தில் சிறப்பு வாய்ந்த பள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமிக்க ஆலயத்திற்கு அழைத்து செல்லுகின்றார்கள் அப்படி அந்த ஆலயத்துக்குள் அழைத்து செல்லும் போது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 அந்த தெய்வங்கடத்திலே வேண்டுகின்றார்கள் என்னுடைய வயிற்றிலே ஜனித்திருக்கின்ற இந்த குழந்தைக்கு இந்த அமலுக்கு அப்படி வேண்ட கூடிய நேரத்தில் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லக்கூடிய பெரிய பெரிய அந்த விக்கிரகங்கள் எல்லாம் இந்த ஆபினம்மா அவர்களுடைய முன்பதாக அடித்து பிறந்ததுமா ார்கள்டிய விழுந்து அவர்களுக்கு பணிவு செய்கின்ற அவர்களுடைய ஒரு பாகத்தடியில் விழுந்து வணங்கக்கூடிய அந்த புத்தகான்களை பார்த்த மற்ற பெண்களும் ஆமினாவம் அப்படி ஆச்சரியம் அடைந்து இது என்ன ஒரு பெரிய ஒரு புதுமையாக இருக்கின்றது என்று எல் வேந்தவர்களாக வேந்து பள்ளியை விட்டு அவங்க அரண்மனைக்கு வந்தார்கள் இந்த முறையிலே பிவி ஆமீன் அம்மாவுடைய வயசிலே தனிபாடாயிருக்கின்ற நம்முடைய அர்மநாயகர சூழலேக்கரையும் சல்லல்லா வரைவு ஐந்து மாதம் நிறைவு பெறுகின்றது ஆறாவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று அம்மா அவர்கள் தானே தன்னுடைய அரண்மனையில் but beneath. போன்றையாக நித்திரையாக நன்மாராயம் சொல்லுகின்றார்களேவுக்கு வாழ்த்து கூறி சொல்லுகின்றார்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 இந்த கனவை கண்ட ஆமினம்மா எழுந்து தன்னுடைய கணவருக்கும் சொல்லி சந்தோஷமாகி இருக்கும் பொழுது அருமை நபி தாயுடைய கருப்பத்துல ஆறு மாதம் அமலாக இருக்கின்றார் ஒரு நாள் அன்றி அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய அருமை கண்மணியான மகன் அப்துல்லாவை அருகில் அழைத்திடுவார் அன்போடு சொல்லிடுமா மகனே உன்னுடைய நாலு பேரை கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் நம்முடைய மக்கமா நகரத்தில் உள்ள வியாபாரிகள் எல்லாம் அநீ நாட்டுக்கு செல்லுகின்றார்கள் அதுபோல நீயும் வேண்டுமான பொன்பொருளுடைய வியாபாரத்துக்கு சென்று நீயும் அதீதமான ஒரு லாபத்தை பெற்று வருவாய் மகனே என்று மகனை அனுப்பி வைக்கின்றார்கள் அப்துல் முத்தலீப் அவர்கள் அப்துல்லா வியாபாரத்துக்கு போகும்படியாக கட்டளையிட்டதும் அப்துல்லா மிக்க மகிழ்ச்சி கொண்டு வியாபாரத்திற்காக வேண்டிய பொருள்களைத்தான் தயார் செய்கின்றார்கள் ஆயிரம் ஒட்டகையா அப்துல்லா தெளிந்த இன்னும் ஒட்டகங்களிலே இன்னும் விலையை அதாவது விற்பதற்குரிய பொருள்களை எல்லாம் ஒட்டகங்களில் தானே ஏற்றிக்கொண்டு தான் பயணப்பட்ட அவர்கள் அது போன்று தன்னுடைய தந்தை இடத்திலே விடை பெற்றுக் கொண்டு தன்னுடைய மனைவியாகி ஆமினாவுடைய உத்தரவையும் பெற்றுக்கொண்டு இன்னும் அந்த மக்கமா நகரத்தில் உள்ள வர்த்தக கூட்டத்தார்களோடு ஒன்றாக சேர்ந்து அப்துல்லாவும் அந்த வணிக கூட்டத்தார்களும் எந்த முறையிலே பயணப்பட்டு போகின்றார்களே ஆனால் மக்கத்து மன்னர்கள் அவர் பல a varo நகரத்தை விட்டு நீங்கி அவர்கள் வியாபாரத்தினுடைய பொது மதினமா நகரத்திற்கு வந்து கூடாரங்களை அடித்து அவர்கள் கொண்டு வந்த முதல்களை இறைக்கி வைத்து வியாபாரம் செய்கின்றார்கள் நேரத்தில் அப்துல்லா அவர்கள் கொண்டு சென்ற அந்த முதல்கள் எல்லாம் முதல் விலைக்கு விற்று ஆண்டவனுடைய ஒரு கிருபியை கொண்டும் அருமநாயகர் அவங்களுடைய ஒரு துவா பறக்கத்தை கொண்டும்